வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ராஜிக்கல் கடைசியிலயும் பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட்டர் டெக்னிக் தான் போறோம் பண உண்டான டெக்னிக் தான் இது நிறைய பேர் பணவரவுக்கு உண்டான டெக்னிக் தான் கேட்கிறீங்க இப்போ ஒரு வாட்ரு பாட்டில் கையில் வச்சுக்கோங்க அதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க டாப் அந்த மூடியை வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு அது மேலே கை வச்சு இந்த வாரம் எனக்கு ஐந்துல ரூபாய் வருமானத்தை அளித்தமைக்கு நன்றி கடவுள் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸுக்கு நன்றி சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு யூனிவர்சல்க்கு நன்றி சொல்லிட்டு நீங்கள் கும்புற குருமார்களுக்கும் நன்றி சொல்லுங்க இதை வந்து ஒரு பதினோரு முறை சொல்லுங்க இல்லை உங்களால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு அந்த வாட்டரை நீங்கள் வந்து குடிச்சுட்டே வாங்க கண்டிப்பாக வந்து பண வரவு நிச்சயம் கிடைக்கும் நான் சொல்கிறது மினிமம் ஐந்தாயிரம் சொல்கிறேன் நீங்கள் ஐந்து லட்சம் ரூபா சொல்லலாம் அஞ்சு கோடி கூட சொல்லலாம் அது உங்களுடைய திறமை ஆனால் அவ்வளோ கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் எடுப்பீங்க வருமானம் வரும் <approfas> <tapot> <tapot>